السلام عليكم ورحمة الله وبركاته اللهم فين پيرو ذوي نمني ورينمیدوم نلوضت ماه والا قدية سرپمانة کالنگلیل اونا لاروغية توڑم حلالانة ورمانة توڑم من نرأي ووڑم من سندوسة توڑم والند مرنک قدية باقية تاي والا رحمان அகில உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தொல் புரிவானாக கணித்து அல்லாஹின் நல்லடியார்களே நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் நடைமுறைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லியது உண்டு நபி சொல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த வழிமுறைகளையும் அந்த நடைமுறைகளையும் நமது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க தொடங்கினால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை பெருமானார் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லித்தந்த வாழ்க்கை வழிமுறையை நம் கையெழு பொழுது யாரையும் நம்ம வெறுத்து ஒதுக்கணுங்கிற அவசியம் ஏற்படாது யார் மீது வன்மம் நமக்கு ஏற்படாது யார் மீதும் கோபம் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது மனமுடைந்து நிலைமை நமக்கு ஏற்படாது ஏன்னா ரசூல்தான் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க இங்கே நம்ம வாழ்க்கையில அதை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அதிலும் குறிப்பாக மக்களிடத்துல தேவையாக கூடிய ஒரு நிலைமை மக்களோடு கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்மளுடைய இயலாமையே மக்களிடத்திலே சொல்லி அவர்களிடத்தில் இருந்து நமக்கு தேவையான உதவிகளை பெறக்கூடிய இந்த சூழ்நிலைகளில்தான் மனிதர்களுக்கு மத்தியில் சண்டையும் மன கஷ்டங்களும் மன கசப்புகளும் சோகமும் துக்கமும் கவலையும் நிறையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து இருக்கின்றோம் இதற்கு ஒரு தீர்வைதான் பெருமானார் சொல்லல்லாஹி வஸ்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காமித்தார்கள் விஷ்காத் என்கின்ற நூலிலே பதியக்கூடிய ஒரு அற்புதமான அழகான ஒரு ஹதீஸ் இத மட்டும் இப்போ இன்னையிலேருந்து நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நிச்சயமா அதுக்கடுத்து உங்கள் வாழ்க்கையில சோகமே இருக்காது யாரை பார்த்து நமக்கு கோபமே வராது யாரையும் நம்ம வெறுத்து ஒதுக்கவே மாட்டோம் எல்லாரோடும் அன்பா அரவணைச்சு வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம மன நிறைவோடும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு பாக்கியமும் நினைச்சியும் இந்த வார்த்தைகள் மூலம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இப்ப நான் அப்பாஸ் ரதி அஹ்தாஹு அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் குந்தி சொல்லு அலஹி வசல்லம் யவுமன் நான் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தேன் அந்த பயணத்தின் போது நபி சொல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் அமர்ந்திருந்தேன் அந்த வாகனத்தில் ரசூலுல்லாவுக்கு பின்னால் என்ன செஞ்சேன் நான் அமர்ந்திருந்தேன் அப்பொழுது திடீரென என்னை பெருமானார் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அழைத்தார்கள் யாஹுலாம் எனது மகனே யாகுலாப் எனது அருமை செல்வமே என்று என்னை பெருமான அழைத்தார்கள் நான் உடனே குல்துலப்பை அதை கையார சூழல்லா நாயகமே சொல்லுங்க நான் இங்கே தான் இருக்கிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நான் பணியுகின்றேன் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் கேட்க தயாராக இருக்கிற நாயகமே சொல்லுங்கள் என்று நான் சொன்னேன் உடனே நபி சொல்லா அசம் அவங்க எனக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை சொன்னாங்க அந்த விஷயங்களை ரொம்ப கவனத்தோடு என்னை கேட்கவும் சொன்னாங்க பெருமாள் நிறைய நான் பயணத்தில் இல்லையா பயணத்தில் நிறைய பேர் பேசுகிற சத்தங்கள் பயணத்தில் வாகனம் போகக்கூடிய இந்த இதெல்லாம் கவனிக்கும் என்ன செய்ய நமக்கு சிந்தனை ஒரே இடத்துல இருக்காது அதனால நாயகம் சல்லாசம் அவங்க என்னை ரொம்ப கவனமாக இதை கேட்க சொன்னாங்க நீங்களும் விஷயம் கவனமாக கேளுங்க நாயகம் சல்லாசம் சொல்கிறாங்க நான் உனக்கு சில வார்த்தைகளை நான் கற்றுத் தருகின்றேன் உனக்கு சில விஷயங்களை நான் சொல்ல போகின்றேன் உனக்கு வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவத்தை நான் விளக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் நிம்மதியாக நீ வாழ்வதற்கு சில வைர வரிகளை நான் உனக்கு சொல்ல போகின்றேன் நீ மிக கவனத்தோடு அதை கேட்டுக்கொள் என்று பெருமானார் சொல்லல்லா அலுவஸ்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் சொல்லிவிட்டு அந்த வைர வரிகளை பெருமானார் சொல்வதற்கு தொடங்கினார்கள் அதில் முதன்மையாக நபி சொல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அற்புதமான ஒரு விஷயத்த பெருமான அரசாசல் நீ அல்லாஹவை நினைவு கூர்ந்து கொண்டே இரு அல்லாஹவை அடிக்கடி நீ நினைவுபடுத்திக் கொண்டே இரு ஏன் தெரியுமா அப்படி நீ அல்லாஹவை நினைவுபடுத்தினால் அல்லாஹவை அடிக்கடி நீ நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் நினைவு கூறுவான் எல்லா நேரங்களிலும் இன்னைக்கு அல்லாகவன் நினைவு கூறக்கூடிய ஒரு பழக்கம் நம்மள்கிட்ட இருக்கணும் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்குதா நாயகம் சலதாசன் சொல்றாங்க அடிக்கடி அடிக்கடி நீ அல்லாகவன் நினைவு கூர்ந்து இரு நீ அமர்ந்த நிலைமையிலும் அல்லவை நினைவு கூறு சாப்பிடும் நிலைமையிலும் அல்லகுவை நினைவு கூறு வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நிலையத்திலும் அல்லஹவை நினைவு கூறு உன் பயணத்தில் அல்லகவை நினைவு உன் வியாபாரத்தில் அல்லாஹவை நினைவு கூறு உன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் அல்லகவை உன் சந்தோஷத்திலும் அல்லகவை நினைவு கூறு உன் துன்பத்திலும் அல்லகவை நினைவு கூறு உன்னுடைய கோபத்திலும் அல்லகவை நினைவு உன்னுடைய கோளைத்தனத்திலும் அல்லகவை நினைவு கூறு நிலை வந்தாலும் அந்நிலையில் இறைவனை நீ கொள் எவ்வளோ அழகான வார்த்தை ஏன் நினைவு கூறணும் அப்படி நீ நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் அல்லாவும் உன்னை நினச்சிக்கிட்டே இருப்பாள் என் அடியான் எங்கே போகிறான் என்ன செய்கிறான் என் அடியானுக்கு என்ன தேவை இருக்குது என் அடியானுடைய நாட்டங்கள் தேட்டங்கள் எதுவாக இருந்து கொண்டு இருக்கிறது என்னுடைய அடியானுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குங்கிறத அல்லாவும் உன்னை நினைவு கொண்டே இருப்பாள் எனவே நீ அல்லாவை நினைவு அடுத்து பெருமாநா சல்லாசம் அதைக்கு ஒத்த மாதிரியே இன்னொரு வார்த்தையும் அடுத்து சொல்றாங்க முன்னாடி ரசூல்லா சொன்னாங்க நீ அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டே அல்லாஹூ உன்னை நினைவு கூறுவான் அடுத்து பெருமானும் சொல்றாங்க அல்லாஹுவை உன் மனதில் நீ நினைத்துக்கொள் அல்லாஹுவை உன் மனதில் நீ எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டே இரு ஏனென்று சொன்னால் நீ அல்லாஹவை நினைத்து கொண்டிருந்தால் அல்லாஹவை நீ உன் கண்முன்னால் பார்க்கலாம் ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில தாங்க முடியாத ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல நம் மனதிற்குள் அல்லா இருந்தா அல்லாவே பார்க்கலாம் அல்லாவுடைய அல்லாகவே நேரடியாக பார்ப்பது அல்லாஹுடைய உதவிகளை நேராடியாக நீ பார்த்து அல்லாஹ் உனக்கு உதவக்கூடிய அந்த காட்சிகளை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை தான் பெருமாள் அப்படி சொல்லி தராங்க இன்னைக்கு பாருங்க ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா ஒரு கவலை வந்துருச்சுன்னா ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில ஒரு சோகம் வந்துருச்சுன்னா அல்லாவும் நம்ம மனசுல நினைச்சு பாக்குறோமா யாரப்பே ஏன் எனக்கு இப்படி ஒரு சோகத்தை தந்திருக்க யாரப்பே ஏன் என்ன இப்படி நீ சோதிச்சு பார்க்கற நான் என்ன தப்பு பண்ண என்ன தவறு பண்ண உனக்கு மாறுபட்டு நடந்துட்டனா என்னுடைய வணக்க வழிபாடுகள் எதாவது குறை இருக்குதா நம்ம நினைச்சு பார்க்கறமா இல்ல பெருமான சலாசம் சொல்றாங்க நீ அல்லாகவை உன் மனதில் நினைத்து வைத்துக்கொள் அல்லாகவை உன் மனதில் நீ நினைத்து கொண்டே இரு அப்படி நீ நினைத்து கொண்டே இருந்தா அல்லாகவை நீ நேரடியாக பார்க்கலாம் உன் கண் முன்னால் பார்க்கலாம் என்று பெருமானா சலலாசம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அடுத்து சொல்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்த ரெண்டு வார்த்தையை பெருமாள் சல்லாசம் சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமாக நம் வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாருக்குமே இது தேவைப்படும் நல்ல கவனத்தோடு கேட்டுக்குங்க நாயகம் சல்லாசம் அடுத்து சொல்கிறாங்க உனக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டால் உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் ஒன்றை நீ அடைய வேண்டும் என்று சொன்னால் நீ கேட்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாய் பஸ்லாக அல்லாஹ்ட்ட கேளு மனிதர்கள்ட கேட்காத படைப்புகள்கிட்ட நீ முறையிடாத படைப்புகள்கிட்ட உன்னுடைய தேவைகளை உன்னுடைய கோரிக்கைகளை நீ முன்வைக்காதே பஸ்ஸால் இல்லாத அல்லாஹ்டிய கேளு உன் தேவை எதுவாக இருந்தாலும் அல்லாஹிட்ட முறையிட்டுக் கொள் மனிதர்கள் உங்கள் தேவையை பூரணப்படுத்தி விட மாட்டார்கள் மனிதர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே உதவி கொண்டிருக்க மாட்டார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் உதவுவது அவர்களுக்கு கசப்பாக தெரிந்துவிடும் ஆனால் படைத்த ரப்பு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய அடியார்களுக்கு உதவுவதை அல்லாஹ் விரும்பிக் கொண்டே நீ கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டியா முதல்ல அல்லாட்ட கேள் அல்லா யாரையா கூப்பிட்டு வந்து உனக்கு கண்டிப்பா விடுவான் என்னமோ அதை ஏதாவது ஒன்று தேவை வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தேவைன்னு பட்டுருச்சுன்னா உடனே யார்கிட்ட முறையிடணும் ரப்புகிட்ட முறையிடணும் அதுக்கப்புறம் படைப்புகள்ட நம்மளுடைய தேவைகளை நம்ம முறையிடுறோம் நம்ம என்ன என் தேவை ஒரு கடன் தேவை வந்துருச்சுன்னு வச்சுப்போம் முதல்ல மொபைல் எடுத்து காண்டாக்டை பார்ப்போம் போன மாதம் இவன்கிட்ட வாங்கியாச்சு இந்த மாதம் அவன்கிட்ட வாங்கியாச்சு பத்து நாள் முன்னாடி யூனிட்ட வாங்கியாச்சு இவன் கேட்டால் உடனே அவன்கிட்ட வாங்கினா உடனே நம்ம கொடுக்கணும் இவன் தரவே மாட்டான் இவன்ட்ட ஒரு பைசா இருக்காது பா அப்படியே பார்க்குறோம் நீங்கள் நம்ம தேவை ரப்புட்ட முறையிடுறாமா கடங்காரங்கள்ட்ட முறையிடுவோம் கடன் கிடைக்கலனா வட்டிக்காரங்கள்ட்ட முறையிடுறோம் அல்லது நம்ம சொந்த பந்தங்கள்ட முறையிடுறோம் உறவே என்னை செஞ்சு போயிடுது முறிஞ்சு போயிருது அப்படி நீங்கள் தேவன்னு வந்துருச்சுன்னா அல்லாட்ட கேட்கும் உனக்கு அல்லாஹ் ரபுல்ல திக்கு திசை தெரியாத இடங்கள்ல இருந்து அல்லாஹா ஆள கொண்டாக் அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு திக்குத்திசை தெரியாமல் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உணவழிக்கின்றான் என்று குரானில் சொல்றானே அல்லாஹட்ட உதவி தேடினால் நமக்கான உதவி இவ் உலகத்தில் எந்த மூளையில் இருந்து வந்துவிடும் என்பதில எந்த விதமான சந்தேகம் இல்லை இப்படி நீங்க அல்லாஹிட்ட கேட்டீங்கன்னு வைங்க வாழ்க்கையில யார் நமக்கு விருப்பமா இவன் அந்த பயல்டா நீ கேட்டுதான் நமக்கு தரலை மொண்ட்ட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்டது நம்ம அவமானப்படுத்தினான்னு நம்ம யாரையாவது வெறுப்பமா ரப்புட்ட கேட்டோம் ரப்பு யார் மூலிமா தந்துட்டான் அல்லது ரப்பிட்ட கேட்டோம் ரப்பு நமக்கு தரல சரி அல்லஹ் கொண்டு அல்லாஹ் நாடி எது நடந்து போச்சுட்டு மனதை இலகுப்படுத்தி கொண்டு நாம் வினசிச்சிடுவோம் அடுத்து அந்த கட்டத்தை விட்டு நவள ஆரம்பிச்சிருவோம் இல்லையா பெருமான சல்லாசம் ரொம்ப அழகான வைர வரிகளை சொல்லி தருகின்றார்கள் பாருங்கள் அடுத்து சொல்றாங்க ராகிம் சல்லாசம் உனக்கு எதாவது உதவி தேட வேண்டும் என்று நீ நினைத்துவிட்டால் நீ உன்னுடைய ரப்பின் இடத்திலே நீ உதவி தேடு மனிதர்களுக்கு மத்தியில் உதவி தேடாது உன் உறவுகளுக்கு மத்தியில் உணவு உதவி தேடாதீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யாதீங்க உதவி தேடாதீங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னு சொன்னால் நீங்கள் ரப்பிட்ட உதவி தேடுங்க உங்களுக்கு எதாவது தேவைன்னு சொன்னால் அல்லாவிட்ட கேளுங்க உங்களுக்கு எதாவது தேவைன்னு சொன்னால் ரப்பிட்ட நீங்கள் உதவி தேடுங்க பெருமானா செல்லாசம் அவங்க சொல்லி காமிக்கிறார்களே அப்படி என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தொழுகையில் ஒரு வகத்தில் நம்ம ரப்பிட்ட உதவி தேடி இருக்கிறோமா தேடி இருக்கிறோமா இப்படி நான் உதவி தேடினேன் அல்லாம் எனக்கு தரல நீ நம்ம உதவி எப்படிங்க இருக்குது உதவி தேடுறதுனா என்னது ஒரு நேரத்தில் ஒரு வக்தில் மாதத்தில் ஒரு தொழுகையில் வந்து கேட்டுட்டு கேட்டது கிடைக்கலன்னு சொல்லி ப்ரியா சொல்லிவிட்டு ஓடி போட்டதா அப்படி ஓடி போய் உதவி தேடுறதா இல்லை உன் வாழ்க்கையில் அந்த விஷயம் கிடைக்கின்ற வரையிலும் நடக்கின்ற வரையிலும் நீ ரப்பினிடத்தில் உதவி தேடிக்கொண்டே இரு காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு தொழுவிக்கு முன்பும் பின்பும் வாங்கு சொல்வதற்கு முன்பும் பின்பும் இகாமத்திற்கு இடைப்பட்ட நேரங்களில் எப்பொழுதெல்லாம் உன் துவாக்கள் கபூலாகப்படும் என்று ஹதீசனிலும் குரானிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்பமெல்லாம் அல்லா கிட்ட நீங்க உதவி தேடிக்கொண்டே இருங்க நீ நம்ம உதவி தருவான் அல்லாஹ் அல்லா நகத்தா அல்லா கிடைக்கலையா அதோட அவ்வளோதான் என்ன தொடா என்ன தொழுது என்ன புரோஜனோ சரத்து சொல்கிறோமா இல்லையா பாய் என்ன தொழுது என்ன புரோஜனோ என் வாழ்க்கையில் தான் என் வாழ்க்கை தான் அவ்வளோ சோகமாக இருக்குது எல்லாம் சோதிச்சு பார்க்க அதான் பலியாச நான் வரல எனக்கும் எல்லாருக்கும் சண்டை சொல்கிறமா இல்லையா அப்போ உங்களுடைய நாட்டங்கள் தேட்டங்கள் நிறைவேற வரையும் நீங்கள் அல்லாட்டை உதவி தேடுங்க ஒருவேளை என் நாட்டம் தேட்டம் நிறைவேறலைண்ணா எனக்கு அது கிடைக்கலண்ணா ரொம்ப கால தாமதம் ஆயிவிட்டே போதுன்னு சொன்னால் அதுக்கு அல்லாஹ மறுமையில் உங்களுக்கு நன்மையை வைத்திருக்கின்றான் என்பதை விளங்கி கொண்டு அந்த சோகத்தின் மீது அந்த சோதனையின் மீது சபுரை பொறுமையை கையாண்டு விட்டு நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாம் சென்று விட வேண்டும் ஏன் ரசூல்லை சொன்னாங்க கேட்கன்னா அல்லாட்ட கேளு உதவி தெனுமா அல்லாட்ட உதவி அடுத்து ஏன் இதை சொன்னாங்க அப்படிங்கிற சுல்லாவை நினைச்சிட்டாங்க விளக்கம் சொல்லிட்டாங்க ஏந்திரிமாரா இதெல்லாம் சொன்ன நீ நன்றாக விளங்கிக்கொள் இந்த உண்மத்தே சேர்ந்து உனக்கு ஒரு நலவை செய்ய வேண்டும் என்று நாடி ஒரு நலவை செய்வதற்கு முயற்சிகளை எடுத்து அவர்கள் செய்ய நினைத்தாலும் கூட அவர்களால் ஒரு நலவும் செய்ய முடியாது இல்லாமல் அல்ல உனக்கு என்ன நாடி இருக்கானோ அது மட்டும்தான் நடக்கும் அதனாலதான் சொன்ன மக்கள்கிட்ட நீங்க உதவி தேனாதீங்க அதனாலதான் சொன்ன மக்கள்கிட்ட தேவையோ யார்கிட்ட போய் நிறைவேற்றி அலைக்க மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கை விளைவிக்க வேண்டும் என்று நினைத்து அந்த தீங்கை விளைவு விளைவிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து அதை நடைமுறைப்படுத்தினாலும் அல்லா நாடிய தீங்கு உனக்கு நடக்கும் மக்களால் உனக்கு எந்த நன்மையும் அவர்களால் தர முடியாது அவர்களால் எந்த தீமையும் உனக்கு தர முடியாது உனக்கு நன்மையை தருவதும் உனக்கு தீமையை தருவதும் உன் வாழ்க்கையில் நல்லதை நாடுறதும் உன் வாழ்க்கையில் சோகத்தை நாடுறதும் உன் வாழ்க்கையில் இன்பத்தை தர்றதும் உன் வாழ்க்கையில் கவலையை தர்றதும் உன் வாழ்க்கையில வெற்றியை தர்றதும் உன் வாழ்க்கையில தோல்வியை தர்றதும் வியாபாரத்துல லாபத்தை தர்றதும் வியாபாரத்துல நஷ்டத்தை தர்றதும் திருமணமாகி குழந்தையை தர்றதும் தராம இருக்கிறதும் எல்லா ரப்பு கையில தான் யார்ட்டையும் எதுவுமே இல்லை பெருமான சிலாசம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க எனவே நம்மளுடைய தேவை எதுவாக இருந்தாலும் ரப்பினை முறையிடுவோம் அப்படி முறையிட்டு அது நமக்கு கிடைத்தால் அது அஹமது இல்லா என்று அல்லாவை புகழ்ந்து கொள்வோம் கிடைக்கவில்லையா சுபகான் பொறுமையாக இருக்கின்றேன் என்று பொறுமையை கையாளுவோம் நமக்கு இவன் தீங்கு விளைவிச்சுட்டான்னு யாரையுமே நினைக்காதீங்க நமக்கான தீங்கு அல்லாஹ் தரக்கூடியது அது யார் மூலயமா அல்லாஹ் கொடுத்துட்டு போயிடுவா நமக்கு கெடுதலே நினைச்சவனுக்கு கூட நல்லது நினச்சி நம்ம வாழ்ந்தோம் சொன்னால் இம்மையிலும் வறுமையிலும் நிச்சயமாக நாம் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவோம் அல்லாஹ் ரப்புல் அலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அல்லரசொருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியவர் புரிவானா